அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் திருப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராகு கேதுக்குண்டான பயிற்சி பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று உங்களுக்கு ராகுகேது பயிற்சி ஆகுது ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷ வீட்டுக்கும் கேது பகவான் வந்து விருஷக வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாம் வீட்டுக்கும் வராங்க இப்போ மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் இப்போ மீனம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு எட்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அப்போ இரண்டாம் இடன்றது என்னது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வராரு அப்போ கேர்ஃபுல்லாக நிதானமாக பொறுமையாக தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் எந்த விதமான பிரச்சனைகளாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்றது நல்ல விஷயங்கள் கோபங்கள் அதெல்லாம் குறைச்சிக்கணும் எங்க எது பேசணுமோ அதை மட்டும் தான் நீங்கள் கவனமாக பேசணும் அதே மாதிரி ராசிநாதனை தன் வீட்டுக்கு ஆட்சி பெற்று வராரு குரு அப்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னா ஏன்னா ராசிநாதன் ராசி வீட்டை சனி பாக்குறதுனால நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் மனோ பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அது மூலிமா இப்போ வந்து குரு பகவான் மாறுவது மூலிமா ஏப்ரல் மாதத்துலேருந்து குரு பயிற்சி ஆகுது அது வந்து உங்களுக்கு குரு பயிற்சி கொண்டான விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் இருந்தாலும் ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு ஓவரலாக ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ குரு பகவான் தன் வீட்டுக்கு வரதுனால என்னென்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வைஸ் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க நம்ம ஹெல்த் வந்து கண்டிஷனுக்கு வரும் அதாவது நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கண்டிப்பாக ஹெல்த் வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடம் வந்து கிளிக்காயி உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை ஜாபில் இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது ஒரு பேர் புகழ் மரியாதையோடு நீங்கள் வாழ்கிறதுக்கான எல்லா அமைப்புமே கிடைக்கும் இப்ப ராகு கேதுக்கு வந்து இரண்டாம் இடத்துல ராகு பகவான் குடும்ப வாழ்க்கை சிக்கல் ஏற்படும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சைகள் சங்கடங்கள் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும் செல்வ செல்வாக்கோடைய வாழ வைக்கும் தொழில் திருப்பங்கள் தொழில் மாற்றங்கள் தொழில் மூலியமா நீங்க வந்து இடம் விட்டு இடம் போறது இடம் விட்டு ட்ராவல் பண்ணுறது அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரவுண்ட்ஸ்லேயே நீங்கள் இருப்பீங்க ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியாது ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொழில் வந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் இது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகுகேது எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் போயிட்டுருக்குன்ற வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதை உங்களுக்கு அதை கனெக்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பாருங்கள் நீங்கள் மீன லக்னமா நீங்கள் மீன ராசியாக இருந்தால் இதை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்ன லக்னமோ அதுக்கு உண்டான பழங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது மேஷம் வீட்டிலேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு லக்கணம் மற்றும் ராசிக்குண்டான பயிற்சி தான் பலன்களை தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் என்ன தசை புத்தி அந்தரம் நடந்துகிட்ருக்கு உங்கள் லக்கணம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ராகு பகவான் கேது பகவான் நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் மற்றவங்களால் உங்களுக்கு பேர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் கவனமாக பேசுங்க கவனமாக கையாளுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி யோசனை பண்ணி அந்த செயல் வந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி சனி பகவான் இப்போ அதிசார சனி பகவான் அதிசார பயிற்சியாக வருது ஒரு எழுவத்தஞ்சு நாள் வந்து உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுது பன்னெண்டாம் என விரயஸ்தானம் அதெல்லாம் சுப சான்சஸ் இருக்குது நீங்கள் சுபவிரயங்களில் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வேறு ஏதாவது ஜுவ இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ட்ரேடில் ட்ரேடிங்கில் நான் பண்ணுறேன் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சுப செலவுகளாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சனி பகவான் மறுபடியும் வந்து பின்னோக்கி போய் மகரத்துலேயே உட்காருவார் அப்போ மீனம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ரெண்டு லாபஸ்தானமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஒரு தொழிலில் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு அமையும் இந்த ராகுக்கேது பயிற்சி அதாவது ராகு கேதையும் பார்க்கணும் குரு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் சனியும் பார்க்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது அதனால் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் கேது பகவான் ஏன்னா எட்டாம் இடத்துல உட்காந்துருக்க விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால் நீங்கள் மாட்டீங்க திடீர்னு ஒரு திருப்பு அமையும் உங்களுக்கு பெரியவங்களோட சொத்துகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பு அமையும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வந்து அது முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் பயப்பட வேணா ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் மீனராசிக்காரங்க என்ன தசா புத்தி அந்தரம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பலன்களையும் உங்களுக்கு அமையும் ஆனால் விட்டு நிச்சயம் புகழ் பேர் புகழ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானாதிபதியும் தன் வீட்டில் அதிபதி வந்து குரு பகவான் தன் வீட்டிலேயே உட்காந்து தர்றாரு அப்போ தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றங்கள் பேர் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே தானாக உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு தான் இருக்குது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பா எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹிலிங் தரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்